Hi! எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா from சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய பிளைன் சாரீஸ் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் சாரி நம்பர் எயிட் ஃபைவ் செவன் சாரி நம்பர் இந்த வீடியோவில் நம்ம பிளைன் சாரீஸ் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோங்க அதாவது ஃபுல் பிளைன் இருக்கக்கூடியது பல்லு மட்டும் டிசைன் பல்லுவன் ப்ளவுஸ் டிசைன் டாப் அண்ட் பாட்டம் பார்டர் டிசைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம காட்ட போகிறோம் இப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பர்பிள் கலர் பாடி ஆஃப் சாரி பல்லு பிளவுஸ் எல்லாமே ஒரே கலர் அண்ட் ஃபுல் பிளைன் டபுள் மார்பு சாரீ ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சில்க் சேரீங்க இந்த சேரீ கூட கட் ஆகும் சில்க் மார்க் டேக் இந்த சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நெக்ஸ்ட் சாரி நம்பர் எயிட் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் சாரீஸ் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு சாரீக்குமே நான் ப்ரைஸ் சொல்லிடுறேங்க கலரும் சொல்லிடுறேன் இந்த சாரி 858, ஃபைவ் எயிட் ஃபுல் பிளைனாக கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ராமர் ப்ளூ மாதிரி இருக்குங்க இந்த சாரி வந்து ராமர் ப்ளூ பேஸ்டல் ஷேடு தாங்க ஃபுல் பிளைனு இதோடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் 859, இந்த சேரீ சார் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் சேரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இது வந்து ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூ சாரியுடைய கலர் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீடியோவும் பார்த்துருங்க அண்ட் ஃபோட்டோவையும் பார்த்துருங்க ஏன்னா இது ஃபுல் பிளைன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணாதான் தான் இருக்கும் இந்த சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நெக்ஸ்ட் சாரீ நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ இதுவுமே Ink blue color, color. 5000 cash and delivery cash and delivery 200 sari book unga order mani, send then sari price cash Ipna, next வா ஃபுல் பிளைன் ஆனால் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கோல்டன் கலர் ஜரி Border வந்துடுதுங்க இந்த சேரீ Back பேக் சைடும் காட்டிடுறேன் Full அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்துடும் அந்த சரி பார்டருங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் சேரியோட லென்த் வந்து 6.2 meters டூ 6.2 சிக்ஸ் பாயிண்ட் டூ டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஜரி Border வந்துடும் இதோடைய ப்ரைஸ் 5,200 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஐயாயிரத்தி இரநூறுபா ஸேரீ நம்பர் எயிட் சிக்ஸ் டூ இதுக்கு இது இங்கு ப்ளூ கலர் பாட்டம் ஒரே கலர் இன்டர்நேஷ் ஷிப்பிங் அவைலபிளா இருக்குங்க இன்டர்நேஷனல் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு சாரீ மட்டும்தான் புக் பண்ண முடியும் இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்னா எவ்வளோ சாரீஸ் வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் சாரி நம்பர் 863 இது வந்து lavender color சரியுடைய கலர் lavender color, டபுள் ஷேடுங்க இது இதுமே டாப் அண்ட் பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சரி பார்டர் வந்திருது 5,200 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெசவு பண்ண சாரீஸ்ங்கிறதுனால கண்டிப்பாக கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க சாரி நம்பர் no. 864 சிக்ஸ் ஃபோர் அதாவது சின்ன சின்னதாக அந்த த்ரெட்ஸ் தெரியுறது டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த ஹூக் மார்க்ஸ் தெரியுது இதெல்லாம் இயல்பா கைத்தறி சாரீஸில் இருக்கக்கூடியது தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ பாட்டில் கிரீன் சாரீடை நம்பர் 864 5200 ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இந்த சேரீல என்ன அப்படின்னா ப் பாட்டமில் ஒரு த்ரீ லைன்ஸ் மட்டும் பார்டர் மாதிரி வரும் அண்ட் பல்லுள்ள ஒர்க் இருக்கும் டெஸ்ட் சரி தாங்க இந்த சாரியுடைய பிரைஸ்மே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரியுடைய கலர் நல்லா பிரைட்டா பிங்கிஷ் ஆரெஞ்ச் கலரில் இருக்குங்க ப்ரைட்டாக இருக்குங்க பிங்கிஷ் ஆரெஞ்ச் நெக்ஸ்ட் சாரியுடைய நம்பர் எயிட் இந்த சேரீயில் பார்த்துட்டிங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் சரி பார்டர் வருதுங்க அண்டு பல்லுலையும் டிசைன் வருது இந்த சாரியுடைய ப்ரைஸ்மே 5,200 தௌசண்ட் ONLY ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி ஐயாயிரத்தி இரநூறுபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது கலர் டார்க் வயலக் கலர் சேரீடைய கலர் டார்க் வயலக் கலர் ஸாரீ ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் சிக்ஸ் செவன் நம்பர் எயிட் இது வந்து குங்குமம் ரெட் கலருங்க அதாவது ஃபுல் ரெட்டாக இருக்காது குங்குமம் ரெட் கலர்ல இருக்கும் எப்படின்னா இருக்குங்க ரெட் கலர் கூட எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் டாப் அண்ட் பாட்டம்ல 3 லைன் ஸ்ட்ரைப்ஸ் வருது பல்லு உள்ள டிசைன்ஸ் வருது இந்த price சாரியுடைய டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலயும் பல்லு உள்ள டிசைன்ஸ் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ லைன் ஸ்டைப்ஸ் வருதுங்க இந்த சாரியுடைய கலர் லைட் மெஜெண்டா கலர் Magenta கலரே லைட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதாங்க லைட் மெஜெண்டா கலர் ஸாரீ நம்பர் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் எயிட்டும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற எயிட் சிக்ஸ் நைனுமே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுமே ப்ளவுஸ் மட்டும் சாரி பல்லு மட்டும் டிசைன் இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் த்ரீ லைன் வந்துருக்கும் சேரீ ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேறு ஸேரீ வந்ததுனாலோ நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே நீங்கள் சேரீயை ஃபுல்லாக விரித்து பாருங்கள் வீடியோ கட் பண்ணி எடுக்க ஒரே வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக விரித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னால் அதுதான் ஒரு ப்ரூஃபாக இருக்கும் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்பற மாதிரி இருக்காது ஏன்னால் நம்ம ஒவ்வொரு சாரியும் செக் பண்ணி தான் இப்போ நீங்கள் பார்த்த சாரி 870, செவன்ட்டி சாரி நம்பர் 870, இது வந்து டபுள் ஷேடுங்க என்ன கலர் அப்படின்னா க்ரீன் அண்ட் yellow கலர் காம்பினேஷன் கிரீன் அண்ட் yellow காம்பினேஷன் 5,200 தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ நம்பர் எயிட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய கலர் ப்ளூ இந்த சாரீயில் என்ன அப்படின்னா பழுவில் டிசைன் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் 3 லைன் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருது அண்ட் பாடிலேயுமே உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் சரி வந்து லைனாக வந்துருக்குங்க இது வந்து லைட் கலருங்கிறதுனால மேபி உங்களுக்கு வீடியோவில் தெரியாமல் இருக்கலாம் dark கலர்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐயாயிரத்தி ஐநூறுபாங்க சேரீ நம்பர் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கை பொறுத்தும் அண்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய லேபர் சார்ஜ் கூலி பொறுத்தும் ஸாரியுடைய ப்ரைஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எயிட் செவன் டூ ஸாரியுடைய கலர் வயலட் அண்டு ராயல் ப்ளூ மிக்ஸ்டு வயலட் அண்டு ராயல் ப்ளூ மிக்ஸ்டுங்க இதுலேயும் டிசைன் டாப் பாட்டம் டிசைன் அண்ட் ஆல்சோ பாடிலையுமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கு லைன்ஸ் வந்துருக்கு இந்த கலரில் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் வீடியோவில் ஃபைவ் தௌசண்ட் சேர நம்பர் எயிட் செவன் த்ரீ இது வந்து லோட்டஸ் பிங்க் கலர் சாரியுடைய கலர் லோட்டஸ் பிங்க் கலர் இதுமே பாடிலெஸ் ஸ்ட்ரைப் பல்வேறு இருக்குங்க இந்த சாரி பொறுத்தவரைக்கும் இருக்குன்னா அந்த உள்சுத்து வரைக்கும் இருக்குங்க பிளவுஸ் மட்டும் பிளைனாக வரும் சில சாரீஸ்லயுமே அந்த ஸ்ட்ரைப்ஸ்ங்க ஒரு சில சாரீஸில் ப்ளவுஸில் ஸ்ட்ரைப்ஸ் வராது ஒரு சில சாரீஸில் ஸ்ட்ரைப்ஸ் வரும் சாரி நம்பர் 874 செவன் ஃபோர் இதுக்கு முன்னாடி பார்த்தது 5500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்க்குறதுமே ஃபைவ் தௌசண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரைட் பிங்க் கலர் ஈவன் பஞ்சு மிட்டாய் கலர்னே கூட சொல்லலாங்க ஆனால் லைட்டாகவும் இருக்கும் அது எப்படி இருக்கும்னா, ஒரு pastel ஷேடுங்க இதுலேயும் பல்ல டிசைன் டாப் அண்ட் பாட்டமில் 3 லைன் ஸ்ட்ரைப்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் சாரி நம்பர் 875 இது 5,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ கலர் டபுள் ஷேட் ப்ளூஇஷ் green ப்ளூ அண்ட் கிரீன் காம்பினேஷனில் இருக்குதுங்க டபுள் ஷேடுங்க கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ அண்டு கைத்தறி மார்க்ஸுக்கோ கண்டிப்பாக ரிட்டன் பாசிபிள் இல்லவே இல்லைங்க இது கைத்தறி சாரிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ரிட்டன் வந்து கண்டிப்பாக இல்லைங்க சாரி நம்பர் எயிட் செவன் இந்த கலர் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலரில் தான் இருக்குது காம்பினேஷன் அப்படிங்கும்போது கிரீன் pastel green இருக்குல்ல algae green நம்ம சொல்லுவோம் அடிக்கடி நம்ம இதல algae green போட்டுறோம் அந்த algae green உம் white உம் मिक्सिंगல இருக்குங்க white and algae green ரெண்டு காம்பினேஷன்ல இருக்குங்க டபுள் ஷேடுங்க 5500 rupees saree number 876 next saree number 877 இந்த saree பொறுத்த வரைக்கும் body of saree full plain-ஆ இருக்கும் பல்லு அண்ட் பிளவுஸ் சேம் டிசைன் இருக்கக்கூடியதுங்க இந்த சேரீயுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் இது ப்ளவுஸுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் சாரி மேலே இருக்கிறது பல்லு கீழே இங்கே இருக்கிறது வந்து பிளவுஸ் சில்வர் டெஸ்ட் சேரியில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சாரியோடைய கலர் பிங்க் கலர் பேபி பிங்க் கலருங்க ஸாரீ நம்பர் எயிட் 878-5700- வந்திருக்கு, உங்களுக்கு இது பிளவு நெக்ஸ்ட் சாரி நம்பர் எயிட் செவன் நைன் இது ராயல் ப்ளூ சாரியோட கலர் ராயல் ப்ளூ உங்களுக்கு இந்த சாரீஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னாவே இனாஃபுங்க உங்களுக்கு எத்தனை சாரீ வேணாலும் ஓகே சாரீ கோடு மென்ஷன் பண்ணிவிட்டு கூடவே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு சாரீ வேணும்னா ரெண்டு நம்பர் அனுப்பி டூ ஆல்சோ புக்குன்னு மென்ஷன் பண்ணுங்க இல்லை ரெண்டு சாரீ நீங்கள் அனுப்பி ரெண்டும் உங்களுக்கு வேண்டாம் ஒன்று தான் எடுக்க போகிறீங்கன்னா அதையுமே அப்போவே மென்ஷன் பண்ணுங்க இந்த ரெண்டு சேரீலாம் எது அவைலபிளோ அதை புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் நாலஞ்சு ஃபோட்டோஸ் அனுப்பிடுவாங்க நாலஞ்சு நம்பர் அனுப்பி புக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சரி நாலஞ்சையுமே புக் பண்ணுறாங்கன்னு நாலஞ்சு நோட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த சேரீ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும் புக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பல்லு ஒர்க் இருக்கக்கூடியது ஸாரீ கலர் இங்க் ப்ளூ கலர் ப்ளவுஸும் ஒர்க்குங்க பல்லுலேயும் ஒர்க்குங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்கக்கூடிய அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய பிளைன் சேரீஸ் பார்த்தோம் 5,000, தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் இந்த நாலு பிரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம ப்ளெயின் வெரைட்டீஸ் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே Silk Mark certification சர்டிஃபிகேஷனோட தாங்க வருது Thank you, thank you for watching